பார்த்த அந்த அஜீஸ் என்று சொல்லக்கூடிய அரசன் வேதனைப்பட்டார் அதே நேரத்தில் நம்பி யூசுப் சொன்னார்கள் சந்தேகப்பட வேண்டாம் நான் பரிசுத்தமானவன் நான் எந்த தவறையும் செய்யவில்லை என்று நம்பி யூசுப் சொன்னாலும் ஆனால் இந்த உண்மை தெரிய வேண்டுமே என்பதற்காக வேண்டி சொன்னாங்க நான் சுத்தவாழியா அல்லது சொலிஹா சுத்தவாழியா என்பதை பற்றி உண்மை தெரிய வேண்டுமே ஆனால் ஏழு நாள் குழந்தையை கொண்டு வாருங்கள் சாட்சி சொல்லும் என்று சொன்னாங்க சிறிதகப்பனாருக்கு குழந்தை பிறந்த ஏழு நாள் ஆயிட்டா அந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வந்தார்களாம் அந்த குழந்தை நபி யூசுப் அலி சுலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு சாட்சி சொல்லலாம் என்ன சாட்சி சொன்னது அதாவது என்னுடைய யூசுப் நபியினுடைய சட்ட பின்னாலே கிழிந்திருந்தால் சுலேஹா குற்றவாளி யூசுப் நபியினுடைய குப்பாய முன்னாலே கிழிந்திருந்தால் யூசுப் குற்றவாளி என்று அந்த குழந்தை சாட்சி சொன்னதாம் இதே போன்று மூன்று குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது வாயொருந்து பேசியவர்கள் அதில் இந்த மூன்று பேர்களாக இருக்கும் ஒன்று நபீசாத்து வலாம் ஒன்று என்றும் ஒன்று யூசுப் நபிக்கு சாட்சி சொன்ன குழந்தை என்றும் இப்படி மூன்று குழந்தைகள் பேசி இருக்கின்றனர் ஆகையினால் அருமை பெரியவர்களே தாய்மார்களே அல்லா ஜல்லவத்தாலி அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அடியார் தான் என்பதாக அவர்கள் மெய்ப்பித்து அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றார்கள் அதன் பின்றி பிவி மரியம் அலை அルメ கண்மணியாகிய மகன் ஈசாबतானை வைத்து கண்ணுң கருது மக வளர்த்து வந்தான் கண்ணு தன்னுடைய மகனை வைத்து வளர்த்து வருகின்றார் என்று நபி அரிசா அலிஸ் அலாம் அவர்களுக்கு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதாக அவங்களுடைய முதலாவது அவுடைய திருநாமத்தை ஓதி கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அதை ஓதிய நபி அரிசா இடத்துல ஒஸ்தால் அவர்கள் அதற்கு மானா கேட்டார்கள் பிரிவு கேட்டார்கள் பிரிவு கேட்டவுடனே பிஸ்மில்லாஹு ரஹ்மான் என்றீம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுடைய திருநாமத்திற்கு அதாவது அவர்கள் ரொம்ப ரொம்ப விளக்கமான முறையில் அதற்கு விளக்கம் சொன்னார்களாம் அதற்கு பயன் சொன்னார்களா பிரிவு சொன்னார்களா இதை கேட்ட அந்த உஸ்தாதவர்கள் உண்மையிலேயே இவர்கள் அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய ஒரு ஞானத்தையும் அல்லாவுடைய ஒரு பெரிய ஒரு அன்மையும் படித்தவர்கள் என்பதாக தெரிந்து உடனே அழைத்துக் கொண்டு வந்து தாயுடைய கையில் கொடுத்து விட்டார்கள் அம்மா உன்னுடைய மகனுக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது அவ்வாவுத்தான ஆண்டவன் அந்த பிள்ளையினுடைய அந்த ஒன்னுடைய மகனுடைய கல்வெல்லாம் ரொம்ப விசாலமாக்கி வைத்திருக்கின்றான் ரொம்ப வெளிச்சமாக்கி வைத்திருக்கின்றான் ஆகையினால நான் தெரிய முடியாத அறிவுகளையும் நான் அறிய முடியாத ஒரு அறிவுகளையும் ஒன்னுடைய மகன் அறிந்து வைத்திருக்கின்றான் ஆகையினால அவர்களுக்கு அவ்வாகுத்தான ஆண்டவன் தனி சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்பதாக அந்த மகனை தாயனிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்களான் இப்படியாகத்தானே தன்னுடைய தாயார் விடமாகத்தானே வைத்து அவர்களை வளர்த்து வர வேண்டிய நாளில் என் அவர்களுக்கு அற்புதங்களையும் அம்மா கொடுக்கின்றான் நபிசா அலித்து வலாம் அவர்களுக்கு அதாவதுடைய வயது நுபுத்துடைய பட்டம் பெறக்கூடிய வயது அவர்களுக்கு வருகின்ற நேரத்தில் அதான் நபித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அதான் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தையும் அல்லாஹூ அவர்களுக்கு இறக்கி வைத்து பலவிதமாவுடைய அற்புதங்களையும் மொழி சாத்துகளையும் அல்லாஹு தால ஆண்டு அவர்களுக்கு கொடுத்தார் எப்பேர் பொறுத்தவர் மொழி சாத்தி என்று சொன்னார் தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார் கண்ணுடையாக உள்ளவர்களுக்கு ஒளி பெறக்கூடிய சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் இறந்தவர்களை மீண்டும் ஹயாத் ஆக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்படி பலவிதமா உடைய சிறப்பு பெற்ற அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் மிசர் நாட்டுக்குத்தான் போகும்படியாக நபிஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அல்லா ஜல்லுஷான கட்டளைத்தான் நீங்கள் மிசர் நாட்டிற்கு சென்று அந்த நாட்டிலே வாழக்கூடிய ஹூதி நசராக்களை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும்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 ஆகையனால இவரு ஆண்டவனுடைய புத்திரன் என்றும் என்றும் அவர்களை அவர்களுக்கு பகரம் சொல்லுவார்கள் நான் உண்மையில் அல்லா ஜல்லஷான ஆண்டவனுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு ரூகை கொண்டு நான் படைக்கப்பட்டவன் ஆகையனால நான் ஆண்டவனுடைய புத்திரனும் அல்ல கடவுளுடைய பிள்ளையும் அல்ல நானும் அல்லாவுடைய ஒருவனாக இருக்கும் ஆனா அதே நேரத்தில் அவர்கள் கேட்ட பல அற்புதங்களையும் மூச்சு சாத்துக்களையும் செய்து காட்டினார்கள் ஆனாலும் இபிலிசானு இபிலிசானுக்கு ஈமான் கொண்ட அந்த நசானிகள் எல்லாம் ஆண்டவனுடைய தூதர் என்பதாக ஆண்டவருடைய நபி என்பதாக அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை நிலையில அந்த அதன் நபி ஈசாவைத்தானே கொள்ள வேண்டும் என்பதாக மனதில் நினைத்து ஒரு அன்று அவர்களை தானே விரட்டி கொண்டு வந்து அந்த விரட்டி நபி அவர்கள் அவர்களுக்கு தப்பிப்பதற்கு எந்த விதமான ஒரு வீட்டுக்குள் தானே போய் புகுந்தவுடனே விரட்டிக்கொண்டு வந்த ஒருவர் அந்த வீட்டுக்குள் அவரும் தான் அவசரமாக போய் நுழைகின்றான் செய்தும் நான் மார்க்கரைத்தும் அவர்கள் என்னுடைய பேச்சுக்கு மாறு செய்து விட்டார்கள் எனக்கு வழிபடவில்லை ஆகையினாலே இறுதியாக என்னை கொல்ல வேண்டும் என்பதாக ார்கள்ல்ல வேண்டும் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதாக என்னை காப்பாற்ற வேண்டும் அவர்களை தானே நான்காவது வாய் லோகத்துக்கு ஆனால் அதே நேரத்தில் முன்பதாக வருத்தி கொண்டு வந்தானே பின்பதாக ஓடி வந்த வீட்டுக்குள் வந்து பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற புரியல அதை தெரிந்து கொள்ளவில்லை ஆனா இவர்கள் தான் உடனே அவர்களே தானே பிடித்து கொண்டு வந்து சிலுமையில் தானே அடைத்து அவர்களை சிலுவையில் தானே வைத்து அவர்களை தெய்வம் என்பதாகவும் அவர்களை கர்த்தர் என்பதாகவும் அவர்களை ஏசி என்பதாகவும் வணங்கிக் கொண்டு வருகின்றார்கள் ஆகையினால் அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே ஒரு ரசாக இருந்ததை கொண்டு அல்லாஹல்ல ஆண்டவன் அவர்களை நான்காவது வாணிபத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் மீண்டும் நபி ரீசா அவர்கள் இந்த உலகத்தில் வந்து இறங்கி கடைசியாக நம்முடைய பெருமானார் நபி முஹம் அவர்களுடைய ஒருவராகத்தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து அதாவது உண்மத்தாகவே இருந்து இறுதியில் அவர்கள் பதினாவில் என்பதாக நம்முடைய வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகையினால் அருமையை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே நபி ஒய்சா அலி சலாத்து அவர்கள் பிறந்த ஒரு வரலாறும் நபி அரிசாவுடைய தாய் ஆகிய பி வி மரியம் அலிசலாத்துவம் அவர்களுடைய வரலாறும் இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது ஆகையினால நீண்ட நேரமாக உங்களுடைய சிரமங்களையும் பொருட்படுத்தாதபடி இருந்து சிறப்பான முறையிலே கேட்டிருந்த பெரியோர்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாவேர்களுக்கும் அல்லா ஜல்லஷாலவு தாலா நல்ல அருளையும் பொருளையும் கொடுத்து சிறப்புடையவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் நபி ரைஸ் அலி சலாத்துலாம் அவங்களுடைய வரலாற்றை நாங்கள் இம்மட்டோடு நிறைவேற்றி கொண்டு இந்த சரித்திரத்தினுடைய சிறப்பை சிங்கப்பூரை சார்ந்த ஏசிய மஜித் பிரதர் சார் அவர்களுக்கு நாங்கள் மனம் வந்து என்பதை சொல்லி எங்களுடைய ஒரு இந்த வரலாற்று சுருக்கத்தை இம்மட்டோடு நிறைப்படுத்திக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்டிருந்து கண்டால் ஜம பாவம் தீருமே ராஜா மைன தீன என்னும் எங்கள் ஞான தீபமே கண் திறந்து கண்டால் ஜென்ம தந்து ஏழை மூக வாட்டம் தீரும் ja ke nre betil pudi thei mayarandhen umadheethama kaivalaulla <laughs> ummayya salvaiyirakumma ganti rati ganda jenma pavanti indie raja vai nadiyengu ingal yanandive chenjadayum sivandhiramum sindai kulirave jisti புத்தரும் கருடையும் கண்டு மகிழவேடையும் சிவனிறமும் சிலமை குளிர பாலைதாசம் உடம்பு சில்கிறே கண்டிரந்தி கண்டாள் at yeah.